பாசம் வச்சதுக்கு பரிசு தானா காதலிச்சா தினமும் அழத்தானா ஒரு நாள் உன் பார்க்கலா உசுர போகுதடி ஏ செல்லும் சீக்கிரம் வந்துடு மனசு நோவுதடி அடி நீல்லாத வாழ்க்கை எனக்கு தேவை